மா கொஞ்சம் சற்று விரைவாக வந்து பெற்றுக் கொள்ள வேண்டிய இரண்டாவது மஹாரத்துல் காதிரியா அரபிக் கல்லூரி அன்பு இளவல் அல் ஹாபி முஹியத்தின் பரிசு பெறக்கூடிய மாணவர்கள் முன் வரிசையில் வந்தவங்க மூன்றாவது இடத்தை இரு மாணவர்கள் பெறுகிறார்கள் ரஹமத்து மீளாது பேரியன் சார்பாக கலந்து கொண்ட அன்பு இளவல் கே ஏ எல் அஃரோஸ் அவர்களும் அரபிக் கல்லூரியின் அன்பு இலவல் திருமலை செல்வர் எம் எம் ஹமீத் அஃப்னான் அவர்களும் பெறுகிறார்கள் நேற்று மாலை நடைபெற்ற கிராத்துல் குரான் போட்டியில் வெற்றி